இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்களும் எடிட் பண்ணணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் முதல்ல கேன் மாஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன் மாஸ்ட் ஆப்பை பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரியேட் நியூ அப்படின்ட்டுருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக் ரேஷியோவில் ஒம்பது இஷ்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம இதில் இமேஜெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அதுக்கு நீங்கள் கேலரியில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க இமேஜெலாம் எடுத்த பிறகு மேலே பாருங்கள் இண்டாப்ஷன் ருகா அதிக கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு வீடியோடையே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த இமேஜ் மேலே நீங்கள் ஒரு தூரம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளசையில் பார்த்தீங்கன்னா விக்னட்ருக்கா அது எல்லா இமேஜுக்கும் நீங்கள் ஆட் பண்ணி வைங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா எல்லா இமேஜும் நீங்கள் ஆட் பண்ண பிறகு இப்போ எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியாச்சு விக்னட் ஆன் பண்ண பிறகு மேலே பாருங்கள் டிக் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம வந்து அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு இமேஜுக்கும் இடையில ப்ளஸ் சிம்பிள் இருக்கா அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளசுகிற அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ரெட்டன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் நாலு அனிமேஷன் இருக்கும் அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மேலே பாருங்கள் வீடு சிம்பிள் மாதிரி இருக்கா அதில் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் ப அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நெட்டை ஆன் பண்ணி வைக்கோங்க அப்போ தான் இது வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஆக்சிடென்ட் அது கீழே பாருங்கள் ஆக்சிடண்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் லோன் ஆகும் ஓகேங்களா லோனான பிறகு அப்படின்னு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் அர்பான் ரேட் இருக்குது அது செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கங்க ஓகேங்களா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு இன்ஸ்டால்னு காட்டுது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக் கொடுத்துங்க பேக் கொடுத்த அப்புறம் இண்டாப்ஷன் கொடுத்துங்க இண்டாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் அந்த நான் அனிமேஷெலாம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கிங்க ஓகே ஆட் பண்ண பிறகு மேலே டிக் ஆப்ஸ் ஒன்றுக்கு அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீ வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் சேடோ இமேஜ் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகே அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இப்போ உங்கள் டிஸ்பிளே எப்படி கடவுளோ அதே மாதிரி தான் காட்டும் ஓகேங்களா அதுக்கு அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏறு இருக்கும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா செட் பண்ணி வச்ச பிறகு நீங்கள் அதுமேல் ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ எட்டுக்கு அப்படி ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும் அது நீ கொடுத்துங்க கொடுத்த பிறகு வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் அடுத்து லைட் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுனடியே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸ் போய்ட்டு அதையும் எடுத்துக்குங்க ஓகே அதை எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வலைசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு ஒன்போர் நீங்கள் அதில் ஒரு க்ளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வலைசில் அப்படி பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அது இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்து ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் பிளே பண்ணி பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சம சூப் சுப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க மறுபடியும் விழியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து இதில் வெதர் சிஸ்டன் சொல்லிட்டு ஒரு இமேஜ் நம்ம கொடுத்துருப்போம் சேடோ இமேஜ் ஓகேங்களா அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை எடுத்துக்கங்க ஓகே அது எடுத்த பிறகு இப்போ நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளசல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா பிளண்டிங் இருக்கும் ப்ளென்டிங்கில் போட்டு நீங்கள் மல்டிப்ளை கொடுங்க ஓகேங்களா மல்ட்டிப்ளை கொடுத்த பிறகு உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி கொடுத்தோ அதே மாதிரி தான் காட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ணிக்கிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிங்க அதுமே ஒருத்தர் க்ளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸ் போயிட்டு அதை எடுத்துக்குங்க ஓகே எடுத்த பிறகு நீங்கள் வளசல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும் அதிக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஸும் கொடுத்துங்க அதில் நீங்கள் லிரிக்ஸ்மே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இது அப்படியே நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையான அந்த இடத்து நீங்கள் கீழே அப்படியே இறக்கி கீழே வச்சுங்க ஓகேங்களா கீழே உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இடத்த நீங்கள் செட் பண்ணி வச்சுங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகேங்களா செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஸன் இருக்கும் கொடுத்த பிறகு நீங்கள் இப்போ பிளே பண்ணி பார்க்கலாம் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து ஓகேங்களா பிரதர் சிஸ்டருடைய டெஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் ந டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதையும் எடுத்துக்கோங்க ஓகே அதை எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிட்டு மேலே நீங்கள் அதை செட் பண்ணிவிங்க ஓகேங்களா சென்டர் நீங்கள் செட் பண்ணுவீங்க செட் பண்ணி வச்சுட்டு மேலே ஓகேங்களா செட் பண்ணி வைங்க செட் பண்ணிட்டு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்காட்டி ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம ஃபைனல் ஆட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்க மரபு நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணுங்க எடுத்து பண்ணி விட்டு விட்டு வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து செம சூப்பராக இருக்கா இப்போ நமக்கு தேவையான ஒரு பிரதர் சிஸ்டர் ரெடி ஆயிடுச்சு அம்புக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இதில் உங்க மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் இதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க செட் பண்ணிட்டு கீழே இருக்கும் அது கொடுத்து நீங்க டவுலோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீ அடுத்து நெஸ்ட் வீடியோ பார்க்கலாம்